தன்னொழிவினால் எளிவதாக பிறந்த நபியே ஆதி ரகுமானவன் தன்னொழிவினார் எளிவதாக பிறந்த நபியேசமில் வேசமாய் நேசதி சுவாசமாய் அருள் பெற்று வந்த நபியேதி அபி யாதம் தொடுத்து வரும் அபிமார்களில் தொலை குபிரோ நிறுத்திய அரசாளு நேர்மை கொண்டே ஆயிரகுமத்தாலை எட்டு சுவர்க்கத்தையும் வடிவித்தலைத்த நபியே மேதுமேவும் செய்யதிரல் தூள் மேல் கார்வேவும் இத்தரையில் சங்கமிலால் இனிய கவிமாட கருத்தனே உதவி விதம் காபுத்தானே ஆதி வேதமே அலிபண்ராஜரமே அமைதிட்டேயுமா பதினான்கு லோகத்தை அமைத்து எறும்புலர்ந்து எண்ணாயிரம் ஜீவசந்துகளுக்கும் ஆக்களிக்க வல்லவன் அல்லாஹ் கருவினால் நமது அருமை நாயகம் அண்ணவுடைய துவாபரகத்தினால் இருபத்தி நாலாயிரம் முரசிமானி அப்துல் நாகூரில் அடங்கப்பட்ட நாகூர் ஒளி ால் பிறந்த குழந்தைங்கிய காட்டு பாசை என்னால் தொல்புத்தம் பொருள் புத்தம் யாதாயில் விண்ண விதிகம் இருந்த போதிலும் நாங்கள் பிள்ளையை போல் அன்பு பராட்டி ஆதரித்து அனுப்பும் முடியாத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அசலாம் நட referred இல்ல தள்ள அந்த மக்க மதீனம் போஹூதாதே போஹூதாதே டெல்லி மாரிக்க ஊரேல தானிரெந்து ஆதிரோளிகை காணவேணும் என்று காடு செடி வனம் நடந்திடும் ார்கள் சென்றுடி சிறந்த அந்த வந்து முகந்தீடும் மீதேறி வலிய கூடி வருகும் போது இறை மகா சிந்தர் கவிகளா மேகமுழங்கிடும் திருப்பூர் நாக தனியிலே இறைவா ஆன முசலீம்கள் தொழுதிடும் பள்ளியிலே ஓலி வந்திருந்தீ In our 전�unger body born in loss and birth いるного Mountain Actions H recovered a tiny Bauhaus and bukan home from west From the moment of beauty From the moment of beauty Our Ellen surgery வெள்ளிய தப்ப குளத்தில் சென்றார்கள் அவர்கள் வாயக்கலில் வீய கொப்பளித்தூடல் பச்சங்கள் மீனாது எங்கும் அலைந்திடவே இனம் உள்ள நீனாது நம்பு எங்கும் பாடிய இதும் அவர் கண்டும் மகிழ்ந்து அடைந்தார் அந்த ஒதுவும் துபாவும் தானும் செய்து அவர்கள் பள்ளிய வாசல் உள்ளாரச் சென்று அடங்காத இறை அவன் வாதத்தே அப்போ எங்கள் மொழியுள்ள செலவிட்டு வந்து அந்த பள்ளியை விட்டு வெளியே வந்து அவர்கள் பள்ளிக்கு ஒரு சில்தான் நமது பாபா பகதின் பேர் விளங்கி ஆட்டு பார்கள் வெள்ளிக்கிழமை ஜிம்மா வக்தி நேரத்து தொழுகையை திருப்பத்தூர் என்ற நகரத்தில் பள்ளி வாசலில் எல்லா இறைவனுடைய தொழுகையில் தொழுதும் முடித்தார்கள் முடித்து தொழுகப்பட்ட முசலாவுக்கு ஃபாத்யா என்று சொல்லப்பட்ட தருவது ஓதி முடித்து பள்ளி விட்டு வெளியே வந்து அடங்கப்பட்ட ஹபுராதிகளை நினைத்து பாத்தியா என்பது ஓதி அந்த நகரத்தில் இருக்கப்பட்ட அல்லாவுடைய அடியார்கள் முகம்மதுடைய முவத்தோர்கள் ஆதப்புடைய மக்களாக உள்ளவர்கள் இப்ராஹிம் கோத்திரமாக இருக்கிறார்களே அந்த இடமாகப்பட்டது இங்கிலிருந்து எத்தனை நாள் பயிரம் இருக்கு தொலை இருக்கு அந்த ஊரு ஜமாத்தோர்களிடத்தில் பாபா அவர்கள் கேட்டார்கள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஊரு ஜமாத்தர்கள் சொல்கிறார்கள் இங்கிருந்து அந்த நாகூரு நன்ம பத்து நாளை பாயன உண்டு காடுகள் நானும் நாளை மழி தூரம் போக வேண்டாம் நீங்கள் போக வேண்டா அம்மா போக வேண்டாம் நீங்கள் போக வேண்டா காடு மனங்கள் தேடி மகன நீங்கள் அரும மகனே சிறுகூல எந்த ஊரும் நீங்கள் எந்த தேசமும் எங்கிருந்து வாலி எங்க போறீர்கள் எங்கிருந்து வாலி எங்க போரீ எனக்கு உண்மையை சொல்ல வேண்டும் சொல்கிறார்கள் உங்களை பார்க்கும் போது அவளியாக்கள் கூட்டத்தார்கள் போல் எங்களுக்கு தோன்றுகிறது எந்த நகரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய தாய் தந்தை பெயர் என்ன இப்போது எதற்காக இந்த நாட்டுக்கு வந்தீர்கள் பாபா நபரை பார்த்து அந்த திருப்பத்தூர் மூமினாக போட்டவர்கள் கேட்டார்கள் திருப்பத்தூரை சேர்ந்த ஜமாத்தார்கள் கேட்டார்கள் அந்த வார்த்தையை கேட்டு பாபா பகரதனும் பேர் விளங்கி ஹாத்து பாசைதன் அவர்கள் சொல்லுவார்கள் மக்கமதினம் ஆகும் ஊர் நான் ார்கள் அந்திரொலிகளை காண வேணும் வென்று பார்க்க வேண்டும் என்று தாண்டிவாரே அவா நேசுடன் அப்துல் ஆதிரை பார்க்கவே அல்பு நாடிவார அப்போ அந்த மொழிகளை கேட்டவர்கள் என்ன சொன்னார்கள் பெரிய குளத்தில் முதித்தோர்களே நீங்கள் பேரோலியான ஜிகாமணியே அதிகத்தவண்கள் புரிந்தோர்களே ாகி ஆண்ட நீங்கள் போக வேண்ட பொ காங்கள் தேடி அந்த தானகம் போனம் மனிதர்கள் இங்கே திரும்பிய வந்ததில்லை பாபா கல்லர்மர் அவர்கள் உள்ள வானம் அது காட்டிங்க அதிகம் உண்டு உங்க அயாத்திகள் உள்ள எங்களிடமாய் இருக்க வேண்டும் உங்க ஓ ஜீவான நாங்கள் தாரம் இன்னும் உளு துங்குயிலை தானும் தாரம் அல்ல எங்க ஓ வாங்கி பசியாரி நீங்கள் எங்களிடமாயிருங்கள் நீங்கள் நீங்கள் அம்பியாக்கள் அவலியாக்கள் சையது சாதாத்துடைய கூடத்தார்கள் ஆகையினால் எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் வந்து நீங்கள் வந்ததற்கு எவ்வளவு நாங்கள் புண்ணியம் செய்திருக்கின்றோம் நீங்கள் எங்களுடைய ஊரை விட்டு அந்த நகரத்துக்கு போக போக வேண்டாம் இங்கிருந்து போகக்கூடிய பாதையில் பாலைவனம் சோலைவனம் இருள் சூந்தவனம் காயாத வனம் கள்ளிவனம் முல்லைவனம் நெடுமர வண்ட வனங்கள் ஏறு வனங்கள் இருக்குகிறது இன்னும் மரங்கள் குகையல் அடர்த்தியானவன் கரடி பிளி சிங்கிய மிருக ஜாதிகள் தெரியக்கூடிய பெருமானமான கானகம் அந்த கானகத்துக்கு இந்த பாதையில் போன மனிதர்கள் இதுகால வரையில் திரும்பி வருவதில் ஏற்றமாகப்பட்ட கண்களால் பார்த்ததே கிடையாது அப்பேற்பட்ட கொடினமான மிருகமெல்லாம் தெரியப்பட்ட பெருமானமான கானகம் இன்னும் கல்லர்களும் மரவர்களும் ஈஉதரக்கம் இல்லாத அறக்கர்கள் வசிக்கப்பட்ட பெருமாணமான கானகம் என்று சொன்னார்கள் இந்த துணியாவில் எவ்வளவு கால வரை நீங்கள் வசித்து வாரீர்களோ அதுவரை உங்களுக்கு உண்பதற்கு உத்துவதற்கு தொழிலாளையும் வேண்டுமானும் ஆதரிக்கின்றோம் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு காதர் ஒளி காதர் ஹஞ்சாய் சாபுல் ஹனீர் பாலச நாயகத்துடைய பேரப்பில் சொன்னார்கள் கலி மாவால் கொண்டு அமைத்தல்லவோ மாதாவின் கற்பத்தில் மூண்டி வைத்தான் அம்மா மாதாவின் கற்பத்தில் மூண்டி வைத்தல் பத்து மாதமும் வைத்தங்க காத்திரு தரிக்கும் போது மகத்து மாலை காலத்தில் வந்து பிறந்த துனியாவிலே அவன் பயிட ஆறுகள் சென்றால் பக்த்து உண்மை பகு உண்மே என்ன கிருந்தாலும் தீனோர்களே மண்ணுக்குறைதானே ஆவம் நாமல் அந்த கானகம் வேண்டும் நானும் அன்புள்ளா தேசி எம் பார்க்க வேண்டும் அங்குள்ளா தேசியம் பார்க்காமலே உங்களிடம் இருப்பதில்லை தாயாருடைய வகத்தில் நாமல் தரிக்கக்கூடிய நேரத்திலேயே களத்தில் போட்டு விடுகிறார் இந்த துனியாவில் இருந்து நாமல் மகத்தாகுவது உண்மையாக நமக்கு இருக்கு இந்த துணியாவை விட்டு தாரு விட்டு தாருக்கு செல்லக்கூடியது பரலாக நமக்கு அல்லா ஜெல்ல சுபா அனுமதிக்கின்றார் உங்களுடைய ஒய் பணத்துக்கும் உங்களுடைய பொருளுக்கும் நான் ஆசைப்பட்டு வந்தவன் அல்ல நான் நாகூர் போக வேண்டும் என்னுடைய தானாபமாகப்பட்ட ஹாதர் ஹாதர் மஞ்சசுபாய் சாவுல் ஹமீது பாதசான் அவர்களை தரிசனம் செய்ய வேண்டும் நான் அங்கிருந்து வந்திருக்கின்றேன் ஆகினால் நான் இனிமேல் ஒரு நிமிடம் தாமிரப்பட மாட்டேன் என்று வாசி என்ற குதிரையை அழைத்து அபூதிபில்லாஹிம் சைதானு ரஹீம் ஃபதில் பிஸ்மில்லா ஹெப்மான் ரஹீம் அல்லாவுடைய தவக்கள் அல்லாவுடைய கிருவை என்று பாவான் அவர்கள் குதிரையின் மேல் பிஸ்மில்லா ஹெப் ரஹ்மான் ரஹீம் அல்லாவுடைய திருநாமத்தை சொல்லி ஏறினார்கள் ைகள் மீதிலே கண்மணி நாயகம் வார்கள் ஆலமரங்களா கூட தோலையா அருகாமல் தண்ணீர் திடாக கண்டார்கள் இந்த இடத்தில் இரு பொ குதிர விட்டு கீழே பட்டின தீர்த்தங்கள் ஆடிட அல்லா காசிய பட்டின தீர்த்தமாட ஏழு ததியர் கூடிய வார்கள் தாயே அமார்களே தங்கைகளே கூட பிறந்த பிறவிகள் அம்மா பாலைவன மக்கா இந்த வன இந்த பாப்பாட மக்கள் நாமல் வந்தவான ஒட்டிடாடுகள்ரா பெருந்த காடு அம்மா காடு சீத்தைய சேந்த சேத திருடர்கள் உள்ளவான அக்கா நெருங்கி முள்ளுகள் தக்கோதம்மா நேரான தைக்குதம்மா நேரான பாதைகள் ஒன்று பண்டைகள் சத்தமா கேட்குதம்மா அம்மா ஊரை விட்டல்ல தாயே ஒன்பது நாளாச்சு ஒருவர் துணையில் அக்கா மாறே அம்மா ஒன்பது நாள்களுக்கு பின்பதாக இந்த வனத்திலே வந்து சேர்ந்தோம் ார்கள்ிோ என்று அப்போது ராமேஸ்வரத்தில் இருந்து காசியப்பட்டினம் போய் தீர்த்தமாடி செய்த பாவ கர்மங்களை நீக்கி வரலாம் என்று ஏழு பிரம்மணகுலத்தில் பிராமண பெண்கள் உக்கிலிருந்து உள்ளாங்கால் வரையும் முத்து வைடூரியம் புஷ்மநாகம் கோமதீபம் தங்க வெள்ளி இப்பேற்பட்ட ஒன்பது பக ரத்னாதிபதிகள் நகையில் அணைந்து அந்த வனத்தில் வரார்கள் வரக்கூடிய நேரத்தில் எங்கெங்க பார்த்தாலும் இருள் சொந்த காரகமாக இருக்கிறது காலாங்கரணி பிளேசிங்க மிருகஜாதிகள் தெரியக்கூடிய காரகமாக இருக்கிறது அந்த கானகத்தை கண்டு அவர்கள் அஞ்சி பயந்துகள் எல்லாம் ஒன்று பரிதாபத்துடன் துக்கத்துடன் ஐயோ விதி என்று அழுதார்கள் அக்காமார்களே தங்கைகளை இந்த கானகத்தை பார்த்தால் ரொம்பவும் பயங்கரமாக இருக்கிறது. இந்த கானகத்தில் நம்மளை போன்ற மனிதர்கள் எவர்களையும் காணவில்லை நாம் இந்த கானகத்தை வெட்டி எந்த நாடு நகரம் போய் நம்ம சேரப்போகிறோம் இந்த கானகமே தான் நம்மளுக்கு கதி இந்த இடத்திலே நாம் இறந்து அல்லாவுடைய சுபன பதிவை சேரப்போகிறோம் அப்படி என்று ஐயோ விதியண்டு தட்டுக்கட்டு தடுமாறி கல்புகளா நொந்து பரிதாபத்துடன் துக்கத்துடன் புலம்பி அழுதார்கள் அப்போது பேரப்பில் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வருவதே ஏழு பெண்கள்ல ஒரு பெண்ணாக பிறகு பார்த்தார்கள் பார்த்ததே என்ன சொன்னார்கள் அம்மா கூட பிறந்த ஒரு மனிதல் அவர் கூட துணை போகலாமே அம்மா அவர் கூட தூண போனமான காசிய பட்டினம் கண்டிடலா காசிய தீர்த்தங்கள் ஆடிடலா செய்த பாவகரும்பங்கள் நீக்கிடலா சொல்லி பாப்பற மக்களும் ஒன்றாக கூடிய ஓடி வந்தார் நம்ம ஆட்டுவ செய்ய முன்ன வந்து காலையும் தொட்டு சரணம் செய்தார் அவா சதன சதன நாயக தேவியே மாமா வங்களளைக்கலா நாங்கள் தंजவு எங்கள காடு காடத் வேண்டும்ங்கள்ங்கள் காடு காடத் யாங்கோ வேண்டும் காசிய பட்டினம் போக வேண்டும் வா வா தாசிய தீர்த்தங்கள் ஆ செய்த பாவகரும்போ நாக்க இறந்து போவமே ஏழு பேர்கள் நாக்க பிடுங்கியே ஏழு பேர்கள் மாறிடுவோம் உங்கள் கண்ணலீதேட்டு காரணமாகவே என்னா சொன்னார்கள் வாங்கல வாங்களே, என் மக்களே கூட பிறந்த பிறவிகளே காடுகள் தாயே காடு ங்காடுகள் உள்ளவானோ அம்மா இந்த மைதான கனகத்தில் அதுணையில்லாத பெண் மாதிரிகள் โડી ಬಂದ ಪಾಪರ ಮಕ್ಕಲೇಂದೂ 우ರು โಲೆಬನ இந்த இந்த வனத்தை பார்த்தல் உள்ளாங்காலும் நகையில் அணைந்து தன்னம் தனியாக தனித்தவர்களாக வருவதற்கு ஆண்டவன் ஒருவனுக்கு தான் அடுக்குமா ஏன் மக்களே நீங்கள் எந்த நகரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வந்தீர்கள் அப்படி என்று பாபான் ஏழு பிரம்மணகுலத்தில் விதித்த பிராமணத்தன்களை பார்த்து கேட்டார்கள் அப்போது ஏழு கண்ணியலியாத மாதர்கள் அக்காதங்கட்சியில் ஏழு பேர்களும் என்ன சொன்னார்கள் ராமேஸ் பூரம் நாங்கள் பிழழ்ந்தது ராமேஸ் பூரம் நலமாக ராமேஸ் பூரம் அந்த ராமேஸ்வரத்தில் இருந்தல்லவோ காசியப்பட்டினம் தீர்த்தம் ஆடு தீர்த்தங்கள் ஆடிட கண்ணியர் கூடியே நாங்கள் வந்தவோ எங்கள் ஊரை விட்டல்ல ஒன்பது நாளாச்சு ஒருவதுல நாயக நாங்கள் நின்றும் உங்கள நாங்கள் கண்டோம் உங்கள் அக்கால கண்ட போது இனி எங்கள் கவலைகள் நீங்கிட்டது உங்கள் அடைக்காலம் நாங்கள் தஞ்சம் எங்களை கடத்த வேண்டும் காடு கடத்தி அனுப்ப வேண்டும் வேண்டும் வேண்டும் நீக்க வேண்டும் அப்போ அந்த மொழிகளை கேட்டவர்கள் நம்ம பேரனார்கள் காரணமாகவே என்ன அம்மா வாங்கல வாங்களே என் மக்களே நீங்கள் கூட பிறந்த பிறவிகளே தாயே வாழ வயதுள்ள தன்னியர்கள் என் கூட தூணை மறவும் வந்திரான உங்கள் ஜாதினவர்கள் தான் தாயே உங்கள் ஜாதி இனவர்கள் கண்டிப்பா கெட்ட நினைவூகள் தானினைப்பார்கள் நினைவுகள் தானினை தேதியை விட்டு விளக்கிடுவார்கள் என்னுட ஜக்கர்கள்ிட்டநியூட வேதப்படி உரை விட்டு புரத்திடுவார்கள் தாயே பள்ளியை விட்டு விரட்டிடுவார் பெரும் பாரம்பலியே வைக்காதே நீங்கள் துணை பரவு வேண்டா அம்மா துணையாக நீங்கள் வந்ததுடன் கூடி போங்கல் அம்மா அம்மா ஏழு பிரம்மண குலத்தில் உங்களை பார்த்தால் பரிதாபமாக துக்கமாகத்தான் இருக்கிறது நீங்கள் சொல்வதை பார்த்தார் ஆனால் நீங்களே சின்னம் தெரியவர்கள் கண்ணி அழியாத மாதர்கள் அதுபோல் நானும் சின்னம் தெரியவன் உங்களை கூட பிறந்த பிறகு போல் நினைத்து அன்பு பாராட்டி ஆதரித்து ஏதாவது ஒரு நாடு நகரம் சேர்க்கலாம் என்று கூட்டிக்கிட்டு போனால் உங்களுடைய பிரம்மணகுலத்தில் இருந்த பிராமணர்கள் ஜாதி இனவர்கள் என்றால் அனநியத்தான புத்திக்கீடுபட்டு மனதில கசடுகள் நினைத்து உங்களை ஜாதியை விட்டு விளக்கி விடுவார்கள் அதுபோல என்னுடைய ஜாதியினர்கள் அருமை நாயகம் கண்டால் என்னையுடைய பள்ளிவாசலாகப்பட்ட மஜீதின் முகக்காரின் உடைய விடமாட்டார்கள் ஊரை விட்டே என்னை விரட்டி விடுவார்கள் தாயே அம்மா இப்பேற்பட்ட பாரம்பரிக்கு என்னை ஆளாக்க வேண்டாம் நீங்கள் எப்படி ஏழு பேர்கள் தன்னம் தனியாக வந்தீர்களோ அதுபோல நீங்கள் போகக்கூடிய இடத்துக்கு போங்கள் நான் ஒண்டியாக தனித்தவனாக வந்தனோ அதுபோல் நான் போகக்கூடிய இடத்துக்கு நான் போகிறேன் அப்படி என்று பாவான் அவர்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு ஏழு பிரம்மண குலத்தில் விதித்த பிராமண மக்கள் கண்ணாநசி தேவி நாயகமே கண்ணாநசி தேவி நாயகமே நான் nah, எழுதி yeah, yeah, yeah. கூட பிறந்தபோல் நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த பிரிமாணமான நேரத்தில் ஆண்டவன் உங்களை எங்களுக்கு உதவியாக அனுப்பித்து வைத்திருக்கிறார் இந்த காணகத்தில் நீங்கள் ஜாதி பிரிவினையாக பேச வேண்டாம் ஆனால் எங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாருமே நீங்கள் தான் எங்களுடைய தெய்வமும் நீங்கள் தான் நாயகமே இந்த ஏழு பெண்கள் உச்சிலிருந்து உள்ளாங்க அலுவலரை அணிந்திருக்கின்றன ஒன்பது வகை ரத்தாதிபதி இந்த நகைகளில மூன்று பெண்களுடைய நகையை நாங்கள் கலட்டி உங்களுக்கு தருகிறோம் அப்படி என்று மூன்று பெண்களுடைய கலட்டி ஒரு பொட்டணமாக கட்டி பாபா கொடுத்தார்கள் இந்த நகையிலையும் வாங்கிக் கொண்டீங்களை காடு கடத்துங்கள் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்ட பாபா நவர்கள் சொன்னார்கள் naraga mamma andha naraga inaikku vendaa taaye andha naraga ingaikku vendaa engudathunai varum vendaa மக்கள் விழாமிகள் இறைவா திணி மக்கள் விழா மாணிகள் பாப்பன மக்களும் தானால் தாயே அக்கா தங்கைகளே கூட பிறந்த பிறவீகள் வந்த வருக தோசங்களோ தாயே ார் செய்திட்டோ இந்த மக்கள் தலையில் விதி தூதம் பாப்போ அலறிதமாக ஏழு பிரம்மணகுலத்தில் வைத்த பிராமண மக்கள் ஐயோ விதி என்று கண்ணீர் விட்டு கதரி அங்கமெல்லாம் துடிதுடித்து துடித்து கல்பு கொள்ள பரிதாபத்துடன் புலம்பி அழுகக்கூடிய நேரத்தில் அதே நேரத்தில் அவர்கள் அழுகக்கூடிய குரலோசையாக அல்லாவுடைய அப்போது துணியா ஆரத்தி அமைத்து எறும்பிலிருந்து எண்ணாயிரம் ஜீவசந்துகளுக்கும் ஆக்களிக்க வல்லவன் அல்லாஹல்லு தளவகப்பட்டவன் ஈவுதலக்கமடைந்து அவருடைய சுமண பதிவிலிருந்து சத்தமிட்டு சொன்னான் ஓய் ஆதர் ஒளி பிள்ளையே பாபா பகர்தனிடம் அவர்களே ஏழு பெண்களை பார்த்தால் பரிதாபமாக இருக்குகிறது ஏழு மக்களை அழைத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு நாடு நகரம் கொண்டு சேருங்கள் அப்படி என்று அல்லாஜெல்லு தளவகப்பட்டவன் அவருடைய அரசில் இருந்து உத்தம உத்தரவு அடைத்தான் பாபா நபர்களுக்கு அந்த வார்த்தையை கேட்டு அந்த குரலோசியே கேட்டு பாபான் அவர்கள் மங்கள வாங்கலே என் மக்களே என் மக்களே அம்மா கூட பிறந்த பிறவீகே மங்கள வாங்கலே என் மக்களே கூட பிறந்த பிறவீகே தாயே நீங்கள் தயங்க வேண்டாம் ஆதிரும்மா துணையும் உண்டு தாயே ஆதிரும் துணையும் உண்டு ஆலநபிகள் இருந்தோடி வாங்கலம்மா வாங்கலம்மா ஒரு பட்ட சேர்வம் நின்றார்கள் கேட்டவர்கள் அங்கே அன்னங்கள் போலை நாளை நடந்து பத்தினி மக்களும் ஓடிவார கை பத்தினி மக்களும் பின்னாடக அங்கே சென்று நாடந்த காடு செடிமான சீரத கானகம் அங்கே வலிய நல்ல வழி கடந்து வழி பெண்கள் இரண்டு மைல் தூளை போக தாவத்துடன் பெண்கள் ஏதில் சொல்வார்கள் முன்ன வந்து காலையும் தொட்டு சாரணம் செய்தார் தண்ணீர் தாகங்கள் சீர் அழைத்து தரவும் வேண்டும் தரவு வேண்டும் எங்கள் தாக விடைகளை நாங்கள் தீர்க்க வேண்டும் அந்த மொழிகளை கேட்ட மொழிகள் அம்மா இந்த எழுதீர்களே நான் தண்ணிக்கு நான் எங்க போவன் அம்மா எட்டி நடம் கோடி வாங்கலம்மா ஒரு பட்டணம் கோயில் சேர்வம்